சரி உன்னை நோ, நோ, நோ, நோ கல்யாணம் காதலையும் வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் வெளிப்படுத்தணும் கூடாது கண்மணிதான் இருக்கும் சொல்லாம விட்டுட்டோ தெரியல உன் கூட சேரு நம்பிக்கை இன்னும் இருக்கு எனக்கு விருப்பில்ல மதி எங்க இருக்கீங்க